வணக்கம் குருவேஸ்வரணம் என்னோட பேர் ஜனகன் நான் புதுக்கோட்டை மாவட்டம் கடந்த பன்னெண்டாம் தேதி நேபாளில் நடந்த இந்தோ நேபாள் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்டில் நான் இந்தியாவை ரெப்ரஸன்ட் பண்ணி கோல்டு வின் பண்ணியிருக்கேன் இது என்னோட என்னோட இது என்னோட சர்டிஃபிகேட் இந்த டோர்னமெண்டில் கலந்துக்கிறதுக்காக பாரம்பரூர் ஃபவுண்டேஷன்லேருந்து எனக்கு ஃபீஸ் கட்டி ஸ்பான்சர் பண்ணாங்க அதுக்கு என்னோடய நன்றி மனமார்ந்த நன்றி இனி வரக்கூடிய காலங்களிலையும் நிறையா டோர்னமெண்ட்ஸு இந்தியா ரெப்ரஸண்ட் பண்ணி ஆட இருக்கேன் எனக்கு ஃபினான்சியலாக ஃபவுண்டேஷன் மூலயமா எனக்கு சப்போர்ட் கிடச்சிதுன்னா நான் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் இரவுபந்து விளையாட்டில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பங்கு பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் முத்துகுடா கிராமத்தைச் சேர்ந்த மா ஜனகன் இருபத்தி ஒன்று என்ற புள்ளிகளில் நேபாளத்தைச் சேர்ந்த பிசான் என்பவரை வீழ்த்தி தங்கம் வென்றார் ¿Los jugadores tienen ranidas?